வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலேருந்து பேசுறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பழமையான பெருமாள் கோயில்தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ என்னோட பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் கோபுரம் வந்து எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்ட்டு ஏன்னா இதை பார்த்துட்டு இந்த என்ட்ரன்ஸை நாங்கள் பார்த்துட்டு தான் உள்ளே வந்தோம் ஆனால் இது பெருமாள் கோயிலையும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வேற ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் பிளான் பண்ணி அங்கே போயிட்டு நாங்கள் வரும்போது இந்த கோயிலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து திருவல்லறை திருவல்லரையில் உள்ள கோயில் பெருமாள் கோயில் இந்த பெருமாளுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தாமரை கண்ணன் இது வந்து தமிழர் உண்டான பெயர் இது இதுக்குண்டான விளக்கம் வந்து ஐயர் வந்து கொடுத்துருக்காரு அது பார்ட் டூல வந்து உங்களுக்கு வரும் இதுக்கான விளக்கங்கள் சிறப்பு இந்த கோயிலை பற்றி சிறப்பு இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கும் முன்பே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பதினேறாம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் அப்படின்ற மாதிரி இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்ரீரங்கம் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் இரண்டு பேர் வந்து இங்கே பாடல் வந்து பாடியதாக சொல்கிறாங்க இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பின்புறம் வலது பக்கம் வந்து சூரிய பகவான் இடது பக்கம் சந்திர பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்து கருடால்வார் இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் அதுக்கு கீழே வந்து வலது பக்கம் பார்த்திங்கனாக்கா மார்க்கின்டேயரும் இடது பக்கம் பூமாதேவியும் ஆதிசேஷனும் இருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்பு அம்சமான ஒரு கோயில் இது இதுக்கான ஒரு விரிவாக்கம் ஒரு விளக்கமும் வந்து அயிர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு அது பார்ட் டூவில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணதை வாட்ச் பண்ணுங்க இந்த கோயிலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு நான் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் சொர்க்க வாசலுன்றது இங்கே கிடையாது ரெண்டு வாசல் இருக்குது இது எப்போ வந்தாலும் இது வந்து சொர்க்கம் அப்படின்றாங்க இந்த பெருமாளைக சேமிச்சிட்டு போனாவே வந்து சொர்க்கம்தான் நம்மளுக்கு நம்ம பாவத்தை வந்து எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் பாவத்தை போக்கி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கஷேத்ரம் சொல்லி ஐயர் சொல்லியிருக்காரு விளக்கம் கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பிரகாரத்துக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு அளவு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் பிரகாரத்துக்கு வெளிப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாறைகள் கூட இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாறைகள் நம்ம பேசும்போது அது எக்கோ அடிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இன்னும் இந்த வாட்ச் பண்ணில் நம்ம இன்னும் பார்க்கல ஆரம்பிக்கல அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது மீதி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி நீங்கள் இது பார்க்க முடியாதவங்க வர முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரகாரத்தை வந்து வெளிப்பக்கம் வந்து இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து இது வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப கோயில் கண்டிப்பாக இங்கே திருச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் திருப்பாஞ்சலிக்கு பக்கத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் அதாவது ஏழுலேருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த கோயில் அதனால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாத பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய அட்ரெஸ் டீடெயில்டாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதனுடைய ஃபோன் நம்பர் கூட நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை கால் பண்ணிட்டு கூட வந்து பாருங்கள் ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு வந்து கம்பல்சரி இங்கே லீவ் தான் மற்ற நாளில் தான் இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் மற்ற நாளில் கோயில் திறந்துருக்கு அதனால் வந்து நீங்கள் பார்க்கலாம் மற்ற நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே வந்து முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இந்த வெளிப்பிரகாரத்தை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இதுதான் கோபுரங்க என்ட்ரன்ஸு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அன்னதான கூடன்னு எழுதியிருக்கு அப்படியே பாருங்கள் இங்கே அன்னதானமும் வழங்கப்படுது ஆனால் இப்போது இந்த டைமில் வந்து அன்னதானம் போடலை ஏன்னா இந்த கொரோனா பீரியட்னால எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அதிகம் கூட்டம் யாரும் வரதில்லை போல் மோஸ்ட்லி யாரும் வரதில்ல கோயிலுக்கு ரொம்ப சிறப்பான கோயில் இது கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக வந்து பாருங்கள் திருச்சிக்கு வரும்போது ஏ வர முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நிழலுக்கு இங்கே ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க மேலே ஏன்னா நடப்பாதை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் வெயில் வந்ததுன்னா பிரகாரத்தை சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க பக்தர்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டியாக நல்லா சூப்பராக நல்ல ஒரு அமைப்பாக வந்து கட்டியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரண்டு வாசல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜகோபுரம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு அடுத்து கிழக்கு வாசல் ஒன்று இருக்குது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா தமிழில் வந்து செந்தாமரை கண்ணன் இந்த பெருமாள் பேர் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்கு பாருங்கள் புண்டரி காட்ச பெருமாள் புண்டரி காட்ச பெருமாள் திருக்கோயில் திருவல்லறை மார்கியும் மகாலட்சுமி தாயாரும் தவம இருந்த கொகை போட்டிருக்கு இப்ப அந்த கொகையை பார்க்கலாம் வாங்க நீங்க வேப்ப மரம் தான் இருக்கு நல்ல காற்றா இருக்கு நல்லா இருக்கு வெயிலா இருந்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாறை எல்லாம் தெரியுது ரொம்ப சூப்பரா இருக்கு and left then turn left தாயார் தவசு கொகையின்னு போட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பழமையான ஆலமரம் இங்கே இருக்குது பாருங்கள் வேரூன்றி இருக்குது ரெண்டு சிங்கம் இங்கே வச்சுருக்காங்க அங்கே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் ஏனை இருக்குது அங்கே ரெண்டு ஏனை ரெண்டு சிங்கம் இப்போ ரைட் சைடில் கொகை இருக்குது இப்போ பார்க்கலாம் வாங்க வாங்க இந்த பார்க்கலாம் நைட் போக்கஸ் அதிகம் இல்லாதனால பார்க்க முடியல கொஞ்சம் இருட்டா இருக்கு நம்ம பேசுறதா எப்போ அடிக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த பாவைக்கு நடுவில் வந்து எடுப்பதாக சொன்னாங்க இதில் உள்ள சாமி எதுவும் இல்லை ஆனால் எப்போ அடிக்குன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே தொகையில் பேசும்போது எப்போ அடிக்குது நிறைய இங்கே கல்வெட்டுகள்லாம் இருக்குது தூண்கள் இருக்குது வெளி பிரகாரம் வந்துட்டோம் இப்ப ஏன ரெண்டு கார்னர்லையும் ஏன சில வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கிளைமேட்டு இதுதான் நாங்கள் இப்போ வந்த என்ட்ரன்ஸ் இப்படி தான் வந்தோம் வந்த வலி இது செல்லும் வலி இது ஒரு என்ட்ரன்ஸ் போல் இது வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இது அலவுடு இல்லை போல் இது ஒரு என்ட்ரன்ஸ் வலி வலி இது மேலே கோபுரம் இருக்குது பாருங்க என்ன லாக் பண்ணியிருக்காங்க இருக்குடி மரம் கொடிதான் பாருங்க பாறைக்கு கட்டடத்தை கட்டி இருக்காங்க கோவிலோட நிறைய விஷயங்கள் கல்வெட்டுகள் எல்லாம் பதிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் அதுல தமிழ்மொழி பழமையான மொழிகள்லாம் அதில் எழுதியிருக்காங்க நம்ம தமிழ் மொழி தான் ஆனால் அந்த தமிழ் எழுத்துக்களை வச்சு எழுதியிருக்காங்க இப்போ தான் நம்ம வந்த வழியிலே வரோம் இப்போ சுற்றி வந்துட்டோம் இதுதான் நம்ம வந்த வழி சுற்றி பாருங்கள் மரமெல்லாம் இருக்குது இயற்கையான ஒரு சூழல் மேலே ஷெட் எல்லாம் போட்டிருக்காங்க அதனால் வந்து நிலலாம் இருக்குது இல்லைங்களா அங்கங்கே அங்கங்கே ஷெட் போட்டிருக்காங்க வெயிலுக்கோசரம் இப்போ நம்மளுக்கு நடக்கிறாங்க இல்லைங்களா பக்தர்கள்லாம் ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப அழகாக இருக்குது கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த இடம் ഇത് பாത്തിനാ தெரியும் பாருங்க மயில் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மயில் ரொம்ப அருமையாக இருக்குது இயற்கை சூழ்ந்ததாக இருக்குது தோகையோடையே இருக்குன்றாங்க ஆனால் அங்கே நிற்கிது மேலே நிற்கிது பாருங்கள் பாருங்கள் குட்டிங்கெல்லாம் இங்கேருந்து விளாண்டுட்ருக்காங்க ஏன்னா இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது நிறைய பேர் எங்கள் சாமி கும்பிட வந்திருக்காங்க கண்ணா உன் பேர் என்ன சாமி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஃபிஃப்த்தா அதுங்காடி ஃபிஃப்த்து வந்துட்டிங்களா அம்மா சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுன்னு உங்கள் பேர் என்னங்கம்மா ஓகே எங்கேருந்து வரீங்க ஓகேங்க எப்படி கேள்விப்பட்டு வந்தீங்க ஓஹோ ஓ அதனால் ஓ சரிங்க இப்போ நீங்கள் வந்தனால நாங்கள் மயிலை பார்க்குறோம் இப்போது இங்கே ஒரு மயில் பிடிச்சி அப்படிங்களா பெண் மயில் ஓ பெண் மயில் ஓகே ஓகே இங்கே பாருங்கள் மயில் இவங்க தான் காட்டினாங்க இவங்களாம் நான் பார்க்க முடியாது ஜூம் பண்ணி காட்டுறேன் மயில் உள்ளே போயிடுச்சு சரி பாய் பாய் சொல்லுங்கள் வீடியோக்கு பாய் சொல்லுங்க பாய் ஆ பாய் இங்க மயில் இருக்குதுன்னு சொன்னாங்க தோகை விரிச்சு ஆடி இருக்கு நம்ம சரியாக பார்க்கல உள்ள இருக்குது போல மயில் மறைஞ்சிடும் இருங்க அது மிக இருக்கும் போது எடுக்கணும் நம்ம வீடியோவே எடுக்க முடியாதுங்க எங்கள் ஹஸ்பண்டை வந்து பார்த்தீங்கன்னா மயிலை துரத்தி விட்டார் அழகாக அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு உசுசுன்னு சொல்லிட்டு அங்கே போ சொல்லிட்டாரு அழகாக இருந்தது மயில் தோகை விரித்து வேற ஆடி இந்த சைடு வந்தது அவரை அமுச்சு விட்டார் பாருங்க அதை மிஸ் பண்ணிட்டோம் அங்கே மேலே அந்த மயில் இன்னும் இருக்குது மயில் பரங்க வெளியமைச்சிருக்காரு இங்கேருந்து தெரியல ஒன்றும் ஃபோக்கஸ்டாக இது கூகுள் மேப் போட்டதுனால அது என்ன ஆஃப் பண்ணாதான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு வந்துட்டே இருக்கு மயில் காணமே மயில் ரொம்ப நேரமாக மேலே இருக்குங்க